ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ராகினி கிச்சன் பாப்புலர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு உப்புருண்டை எப்படி பண்ணனு பார்க்கலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சூப்பரான உப்புருண்டை எப்படி பண்ணனு பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் இந்த டிஷ்ஷுக்கு புழுங்கு அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு பச்சரிசி தான் எடுத்து செய்யலாம் நான் புளுங்க ரசியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் பரப்பரப்பாக அரைச்சி எடுத்துக்கப்பறம் நான் இந்த கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் புளுங்களை சேர்த்தேன் இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அந்த மாவை அரைச்சிக்கிறோம் மாவு அரைக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச அது கூடவே கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கணும் கடுப்பிளப்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே அது கூடவே எடுத்துட்டு இருக்கிற எட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில போட்டு இப்போ நல்லா எல்லாமே அந்த எண்ணெயில் வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய்பரி சேர்த்து இப்போ வதக்கிடலாம் தேங்காய் கட் பண்ணி வேண்டான்னா நீங்கள் துருவி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் அதே போல் இஞ்சி சேவை பிடிக்கும்னா இஞ்சியும் திருவி எடுத்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை சேர்த்து நம்ம அந்த மாவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த கடாயில் நல்லா வதைக்கிறோம் நம்ம மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்தோன்றதால இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்க்கலை அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு அந்த மாவை கொஞ்சம் நேரம் ஆறவிடலாம் நல்லா மாவை ஆறிட்ட உடனே நம்ம உள்ளங்கையில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி உருண்ட ஷேப்பில் நம்ம அந்த மாவை பிடிச்சி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் உருண்டை ஷேப்பு வேண்டான்னா கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை உருண்டை ஷேப்பில் பிடிச்சி தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதோடய மீள்தட்டு வச்சு அந்த தட்டில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற அந்த உப்புருண்டைய மாவு எடுத்து வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்போ வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் அது மேலே ஒன்று மேலே ஒன்று வச்சு அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கொழுக்கட்டை அதாவது உப்புருண்டை நல்லா வெந்துடுச்சு உப்புருண்டை வெந்திருச்சுன்றதை எப்படி பார்க்குறோன்னா நம்ம ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதில் நல்லா உப்புருண்டை குத்தி பார்க்கும்போது இந்த மாவு அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இந்த உப்புருண்டை வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உப்புருண்டையை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் மொதல் முறையே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thank you friends thanks for watching my channel